ஸ் இந்தியாவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மல வர போகுது மின்னல் இடியுடன் கூடிய சும்மா பட்டையை கலப்பது மின்னல் பார்த்தீங்கன்னா தெருக்கி விடுது உங்களுக்கு தெரியும் லைவாக பாருங்கள் வீடியோ கட்டுற பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மின்னிகிட்டு இருக்குது ஆனால் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு மின் தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மட்டும் பண்ண பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் நெட்டெல்லாம் எல்லாமே ஃப்ளைட் மோட்டில் போட்டு தான் கேமராவே எடுத்துகிட்டுருக்கேன் புக் பண்ணுங்கள் பாருங்கள் பார்த்திங்களா நம்பர் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்கன்னா முன்னிருச்சு நீங்களும் பார்த்துட்டே இருங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாத அப்போ உங்களுக்கு தெரியும் மின்னல் வருதான் வருங்க பாருங்கள் ஸோ நண்பர்களே இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உயிரை பனையை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடி மின்னலுடன் தங்கக்கூடிய பார்த்திங்கன்னா நானே வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது உயிருக்கே கூட ஆபத்து தான் இருந்தாலும் நான் இதுக்கு இடி மின்னல் பார்த்தீங்கன்னா லைவாகவே ஷூட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டானு மட்டும் பாருங்கள் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா லைவாகவே எடுத்துருக்கேன் உயிரை பணைய வச்சு பார்த்திங்கன்னா பயப்படாமல் வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டூடே பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி மின்னல் இடியுடன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பானமெல்லாம் அதிரிக்கிட்டு இருக்குது ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் கேமரா பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் இடி மின்னலுடன் லைவாக எடுக்கணு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் மேலும் இந்தமாரி வீடியோக்கெல்லாம் நீங்களாம் பார்க்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி நீங்கள என்கரேஜ் பண்ண தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ நன்றிங்க நீங்கள் நீங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடி மின்னல் மின்னு இது நல்லாவே தெரியும் சேனல் சப்ஸ்கிரைபர் வருகது வீடியை பார்க்கும் நண்பர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி பண்ணிக்கூர்